சீன ஊகானிலிருந்து ஊர்ந்து வந்தாய் உலகம் முழுவதும் உருப்பெருக்கினாய் உன்னை என்னால் பார்க்க முடியவில்லை நீ ஒரு மாய விம்பமோ இல்லை ஒரு காணல் நீரோ புரியவில்லை உனக்கில்லை நாடு இனம் மதம் ஜாதி உனக்கில்லை சிறியவன் பெரியவன் உனக்கில்லை பாவம் பணக்காரன் இது மனிதனுக்கு இல்லாத குணம் உனக்கு உண்டு நான் வியக்கின்றேன் நீ ஒரு ஒற்றுமைவாதியோ உலகம் முழுவதும் உன்னை நானே பேசிக்கொள்கிறேன் இல்லை நீ ஒரு கொலைக்காரனோ அமைதி கொலைக்காரனா நீ ஒரு பிரிவினைவாதியா கணவனிடமிருந்து மனைவியை பிரித்தாய் தாயிடமிருந்து பிள்ளையை பிரித்தாய் மட்டுமா உலகிலிருந்து நாட்டை பிரித்தாய் நாட்டிலிருந்து மாநிலத்தை பிரித்தாய் இது மட்டுமா உடலிலிருந்து உயிரை பிரித்தாய் இனி பிரிப்பதற்கு என்ன இருக்கிறது திறக்காததையும் திறந்தாய் ஸ்டெர்லைட் ஆலையை உனக்கு அதென்ன பிடிவாதம் பிராண வாயுக்காக பிராணனையும் எடுத்துவிட்டாய் கொள்ளைக்காரா யாசிக்க வைத்து விட்டாய் உன்னை ஏசாமல் இருக்க முடியுமோ வளரும் நாட்டை வறுமை நாடு ஆக்கினாய் சமதர்ம நாட்டில் சமத்தை எடுத்து தர்ம நாடாக்கிவிட்டாய் ஜனநாயக நாட்டில் ஜனத்தை எடுத்து விட்டாய் வெறும் நாடாக்கிவிட்டாய் நான் சொல்கிறேன் மனிதா தப்ப வேண்டுமா தனிமைப்படுத்திக் கொள் மனிதா மாஸ்க் அணிந்து கொள் நீ கையை கழுவவில்லை என்றால் கொரோனா உன்னை கழுவிவிடும் கூட்டம் கூடினால் கல்லறை என்ற கூட்டுக்குள் அடைபட்டிடுவாய் எச்சரிக்கை எச்சரிக்கை மனிதா உனக்கு எச்சரிக்கை ஐந்து அறிவு எல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படியும் இந்த ஆறறிவு மட்டும் வீம்பு பிடிப்பது ஏன் ஒன்று கூட சிந்தித்துப்பார் மனிதா பார் அந்த ஒன்றை வீணாக்காதே அதுதான் ஆரறிவு தனி பாதுகாப்பு இந்த நாட்டின் பாதுகாப்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்